இன்னைக்கு இந்த கால திவச நம்மளோட நம்ம தீவிரம் என்னுடைய பொண்ணுகளுக்காக இருபது லட்சம் கடன் அடைப்பீங்க என்னோட <tuitionints are normal squared> Obrigado. Então...